ஹாய் ஹலோ கேஸ் நான் தான் உங்க குமார் பேசுகிறேன் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் டாக்ஸில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் யூடியூப் டேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டான ஒரு டாபிக் ஓகேங்களா இப்போ உங்கள் வீடியோ இப்போ இப்போ ஒரு கண்டென்ட்டான வீடியோ போகிறீங்க எ வீடியோ சர்ச் பண்ணால் உங்க வீடியோ ஓடுறதுக்குனா அதுக்கு டேக் ஆள் மட்டும் தான் முடியும் அந்த டேக் எப்படி எப்படி ப்ரா வைக்கிறது அப்படினு கேட்பீங்க ஓகேங்களா அந்த டேக் எப்படி வைக்கணுன்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்களே என்ன வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் எனக்கு அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ யூடியூப் டேக் எப்படி வைக்கிறேன்னா இப்போ ஒரு கன்டெண்ட்டான வீடியோ போகிறீங்கன்னா அந்த ரெகுலரான இப்போ ஒரு எந்த மாதிரி வீடியோ போகிறீங்களா அது சர்ச் பாக் சர்ச் ஓகேங்களா அது மாதிரி ரிலேட்டடாக இந்த மாதிரி டாப்பிக்கில் வரும்னு சொல்லிட்டு அவங்களே டைப் கொடுப்பாங்க ஓகேங்க அது ஒரு டேக் ஓகேங்களா அது வேண்டாம் ப்ரோ அது ஒரு நான் பண்ணுறேன் ஒரு நல்லா நல்ல ஒரு மில் மில்லியன் ஒரு டூ மில்லியன் அவங்களே எப்படி ப்ரோ வியூஸ் போகுது அவங்கள மாதிரி நான் டேக் வைக்கணும் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கேன்னா அந்த ஆப் பார்க்கலாம் ஓகேங்களா इंजींत प्ले स्टोर को प्ले स्टोर को टेग्य यून आद प्ले स्टोर अवेबल आस्टा पानेंगी ओके इंस्टॉल पाने में इंटरफेस ओके गेट व्यूआरल अट्ठीना चेनलो लिंक कैं चल्बे टीडियो मुझे यूट्यूबे अब प्लान नट आन सर ब्रो ना इन वीडियो ये वीडियो शेर को वीडियो व्यूआरएल ओके யூரோட எடுத்தது அப்படியே பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஓகேங்களா இது கிளிக் கொடுத்திங்கன்னா அப்பப்போ வரும் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வரும் ஓகேங்களா இந்த டேக்ஸை அப்படி கீழே இந்த காப்பி லிங்க் இருக்கு பாருங்கள் இந்த காப்பியை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகி நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போங்க ஓகேங்களா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு இரங்கப்பூர் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க உள்ளே பேரும் ஓகேங்களா அது சொன்ன மாதிரி தான் இந்த சி மோர்னு இருக்கா கீழே ஷோமோருக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டு இதுமாதிரி இருக்கும் டேக்ஸ் இங்கே டெலிட் மொத்தமாக டெலீட் பண்ணுற மாதிரி இன்ட்டு மார்க்கில் கொடுத்துட்டு இங்கே இன்டூ மார்க்கே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்கன்னா அப்படியே டேக்ஸ் வந்துடும் ஓகேங்களா இந்த டேக்ஸை கொடுத்துட்டு அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீ உங்கள் சேனலோடய வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா வியூஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக சப்ஸ்கிரைபர் வந்துடும் ஓகேங்களா மறக்காமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப் கொண்டு வரேன் ஓகேங்களா ஓகே நம்ம இந்த ஆப்பை பற்றி பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்து விசித்துக்கு வரலாம் ஓகேங்களா இப்போ உங்கள் சேனலில் எப்படி இந்த மாதிரி டேப்ஸ் யூஸ் பண்ணி வியூஸ் போகல ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எதுவும் பண்ணி எப்படியும் நான் சொல்கிறேன் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு வியூஸ் போகல சப்ஸ்கிரைபர் போடல அப்படின்னீங்கன்னா உங்கள் சேனலில் எந்த மாதிரி சேனலு ஓகேங்களா உங்கள் உங்கள் உங்கள் உங்கள் உங்கள் சேனலில் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டான வீடியோ போடுறீங்க கேமிங்காக குக்கிங்காக தெக்கா அன்பாக்சிங் வீடியோங்கோ அப்படி ஏதோ ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடும் ஓகேங்களா அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் சீக்கிரம் க்ரோ தருவாகவும் நல்லா சப்ஸ்கிரைபர் வரும் வியூஸ் வரும் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் நான் நிறையா கண்டெண்ட்டான வீடியோவாக போடுவேன் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோ தான் போடுவேன் ஓகேங்களா மறக்காம அங்கே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் தவறப்பட்டுருக்கேன் நான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா Thank you, buddy.